உலக மாந்தர் அனைவருக்கும் அடிப்படை தேவைகள் மூன்று உண்ண உணவு உடுத்த உடை உறையவோர் இடம் ஆனால் தமிழராய் பிறந்துவிட்ட நமக்கோ உணவுக்கும் உடைக்கும் உரையுழுக்கும் இணையாய் நான்காவதாய் ஒன்றுண்டு அதுவே ஐம்பதினாயிரம் ஆண்டுகள் முந்தையனம் தாய்மொழியாம் தமிழ்மொழி தமிழ்மொழி தமிழ்மொழி தமிழை மீட்போம் தமிழ் தேசியம் படைப்போம் தமிழியத்தால் உலகை நெறிப்படுத்தும்